ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இவர் வர்ணா ஃப்ரம் சிறுமுக கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது பிக் ஃபுட்டா இருக்கக்கூடிய சஃசல் சாரிஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியாக பார்த்துரலாம் ஃபர்ஸ்ட் சாரியுடைய நம்பர் செவன் நைன் சிக்ஸ் லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் அது ஒரே பேட்டர்ல இருக்கக்கூடிய சாரீஸ் நம்ம பார்க்க போறோங்க கான்ட்ராஸ்ட்லேயும் இருக்குங்க வித்தௌட் கான்ட்ராஸ்ட்லேயும் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா வித்தௌட் கான்ட்ராஸ்ட் சிங்கிள் கலர் சாரி இது பார்த்துட்டீங்கன்னா பேஜ் வித் கோல்டு காம்பினேஷன்ல இருக்குங்க இது கோல்டுங்கிள் கலர் பாடி சாரி பல்லுவன் பிளவுஸ் ஒரே கலர்ல இருக்குங்க சாரி சாரி நம்ப செவன் நைன் செவன் இதுவுமே சிங்கிள் கலர் சாரி தாங்க பாடி ஃபுல்லாக ஒரே கலர் சேம் பேட்டர் பிங்க் கலருங்க இது வந்து பேஸ்டல் பிங்க்ல இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே பியூர் சில்க்குங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரைவர்ஸ் தாங்க பண்ணணும் சாரியுடைய லேந்து கண்டிப்பாக 6.2 meters including மீட்டர்ஸ் இன்க்ளூடிங் ப்ளவுசர்க்கும் ப்ளவுசரிலேந்து எபோவ் செவன்ட்டி சென்டிமீட்டர் வித் ஆஃப் த சாரி ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குங்க இந்த சாரியுடைய பிரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல ஆல் ஓவர் உங்களுக்கு கிடைக்கும் சிங்கிள் சாரீ கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாங்க சாரி நம்பர் செவன் இதுவே சிங்கிள் கலர் சாரி வயலக் கலர் லைட்டா இருக்குங்க வைலட் கலர்ல வந்து டார்க்கா இல்லாமல் இது வந்து ஒரு லைட்டா லேவண்டர் பினிஷிங்ல இருக்கும் இதுவும் சிங்கிள் கலர் சாரி தான் கோல்டு டெஸ்ட் இது தான் ஒர்க் இருக்குங்க இந்த சாரி சார் நீங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வருங்க சாரி புக் பண்ணும் போதே பே பண்ணாதான் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் வாங்கிக்கலாம் சாரி நம்பர் செவன் இதுமாரி சிங்கிள் கலர் சாரி தாங்க இந்த சாரீயுடைய கலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹாஃப் ஒயிட் வித் பெய் காம்பினேஷன்ல இருக்குங்க தயவு செஞ்சு சாரீ நீங்க புக் பண்ணுறக்கு முன்னாடியே சாரியுடைய கலர் வீடியோ அண்ட் போட்டோ ரெண்டையும் பார்த்து கன்ஃபர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சாரீ நம்ம எயிட் ஹண்ட்ரட் இதுல கான்ஸ்ட் பார்த்த பிளவுஸ் இருக்கு single color சேரீ வரும் இப்ப பார்க்க போற இந்த சரி, அடுத்து வரக்கூடிய சாரியும் சரி கான்ட்ரஸ்ட் பல்லுவன் பிளவுஸ் இந்த சாரீல பல்லுவன் பிளவுஸ் silver சில்வர் கிரே body of சரி violet color இன்டர்நேஷனல் ஷிப்பிங் அவைலபிள் இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கு ஷிப்பிங் charges எக்ஸ்ட்ரா வருங்க ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரி டேமேஜா வந்ததுனால தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் அதுக்கு கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க கலருக்கோ குவாலிட்டிஸ்க்கோ கைத்தறி மார்க்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா பாசிபிள் இல்லைங்க ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சாரீஸ் வந்து செக் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புறது எந்தவித டேமேஜுமே இல்லாம தான் வரும் அப்படி டேமேஜோட வருதுன்னா நீங்க பார்சல் ஓபன் பண்ணும் போதே சாரி ஃபுல்லா பார்த்துட்டு அதுலேயே அந்த வீடியோலேயும் அப்பதான் இருக்கும்